புதுசா நானும் பொறக்கிறண்டி தூரம் நின்று பார்த்தா கூட தூக்கம் தான போகுது இரம் பட்ட பூவை போல உள்ளது மெதுவாக ஒரு சிலா நீங்கள் ஒளி பாய்ச்ச குரு கிரண்டி சிறு கல்லா இருந்த நான் நாய்ப்பு சிலையான அடைய